அனைவருக்கும் வணக்கம் செய்வோம் ஐப்பசி மாசம் வரக்கூடிய அம்மாவாசையில தான் வந்து இந்த நாங்கள் வழிபாடு பண்ணுவோம் இந்த விரதத்தை நோன்ப மேற்கொள்வோம் தீபாவளியில வந்து மோஸ்ட்லி வந்து அம்மாவாசை வந்து தீபாவளி இன்னைக்குதான் விழும் ஆனா நேற்று வந்து மாலையில இருந்துதான் உங்களுக்கு அமாவாசை வருது தீபாவளி அன்றே உங்களுக்கு மாலையில இருந்து அம்மாவாசை வந்து மறுநாள் ஈவினிங் வரலும் இருக்கு அது இல்லாம இன்னைக்கு சூரிய கிரகணம் வேற தீபாவளிக்கு அடுத்த நாள் தான் இப்ப நாங்க கும்பிடுறோம் கேதார கெளரி விரதம் நம்ம நோன்பு எடுத்து கும்படுறது எங்க வீட்டுல இப்ப கும்பிட்டு இருக்கோம் அதுதான் உங்களுக்கு ஒரு ஷூட் கொடுக்கலாம் அப்படின்ட்டுதான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் குடுக்குறேன் அம்மாவாசை அன்னைக்கு அதாவது ஐப்பசி மாசம் வரக்கூடிய அம்மாவாசைக்கு நோன்பு எடுக்கணும் ரொம்ப சுத்தபத்தமா இருந்து எடுக்கணும் அது என்னென்ன பலகாரம் என்னென்ன விஷயம் செய்யணும் அப்படின்றத பாருங்க ஃபர்ஸ்ட் எலையில பச்சரிசி பருப்பி அதுக்கு மேல கலசம் வச்சு அதுக்கு மேல நம்ம தேங்காய் அதாவது நம்ம அம்மனே வழிபடுற மாதிரி நம்ம நினைச்சு கௌரி அம்மனே மாதிரி நினைச்சு நம்ம அதுல மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அதுக்கு மேல நான் வந்து சாமியோட விக்கிரகம் வச்சிருக்கேன் என்னென்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு அப்புறம் ஐந்து ரூபாய் நாணயம் போடலாம் இது போட்டுதான் இந்த கலசம் வச்சிருக்கேன் மூணு நாள் வரைக்கும் நாங்க எடுக்க மாட்டோம் மூணாவது நாள் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா தேர்ட் டே வந்து நம்ம செடி கால் படாத இடமா பார்த்து செடிக்கு நம்ம ஊத்துறது சிறப்பு அந்த என்ன பண்ணலாம் நாணயம் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது இலை போட்டு சாம்பார் ரெண்டு பொரியல் வடை தேங்காய் பழம் வச்சு படைக்கணும் சாமிக்கு அடுத்தது மெயினா பாத்தீங்கன்னா மொரத்துல தாங்க இந்த நோன்பு எடுத்தாக்கா அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எண்ணிக்கையில் ஒரு சில பேர் அள்ளி வைப்பாங்க ஒரு சில பேர் எண்ணிக்கையில் வைப்பாங்க எங்களோட குடும்ப வழக்கப்படி பார்த்திங்கன்னா எண்ணிக்கையில் தான் வந்து எங்கள் மாமியார் சைடு வச்சுருக்காங்க அதனால் நாங்கள் எண்ணிக்கையில் தான் வைப்போம் வாழைப்பழம் இருபத்தி ஒன்று வெத்தலை இருபத்தி ஒன்று விராலி மஞ்சள் இருபத்தி ஒன்று நீங்களே பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்காய் மட்டும் ஒன்று தான் அடுத்தது அதர்சம் நெய்ல சுட்ட அதிரசம் இருபத்தி அரளிப்பூ மொக்காய் இருக்கும் இல்லைங்களா அது இருபத்தி ஒன்று அரளிப்பூ இலை இருபத்தி ஒன்று இந்த மாதிரி வந்து எண்ணிக்கையில் வந்து வைக்கணும் அதுதாங்க வச்சு நாங்கள் முரத்தில் வச்சு படைச்சிருக்கோம் அது இந்த முரம்னு பார்த்தீங்கன்னா அதில் கட்டே இருபத்தி கட்டு இருக்கணும் அதுக்கு மேலே மஞ்சள் தடவி குங்குமம் கரெக்டாக இருபத்தி குங்குமம் வச்சு வழிபாடு பண்ணணும் நாங்கள் இன்றைக்கி பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஷூட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன் கயிறு நோம்பு கயிறு வச்சிருக்கோம் பாருங்கள் இன்றைக்கி கிரகணம் வர்றதுனால சீக்கிரமாக நாங்கள் செஞ்சிட்டோம் ஏன்னா எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது சப்போஸு உங்களுக்கு வீட்டில் வந்து சூரிய கிரகணம் எல்லாருக்குமே இப்போ சூரிய கிரகணம் வந்து இன்னைக்கு வருது தர்ப்புல்லோ இல்லைன்னா நீங்கள் இது வச்சுக்கலாம் தர்ப்புல் மோஸ்ட்லி நீங்கள் வச்சுருந்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வச்சுருங்க சமையல் செய்கிற இடத்துல சாமி கும்புற இடத்துல முக்கியமாக சாப்பிட்ற இடத்துல வைங்க தர்ப்புல் வைக்கலாம் இல்லை அருகம்புல் அருகம்புல் கிடச்சாலும் நீங்கள் அதையும் வைக்கலாம் ஏன்னா அந்த வைப்ரேஷன் வந்து தடுக்கும் அதாவது அந்த கிரகணத்தோடய வைப்ரேஷன் வந்து நம்ம வீட்டில் விழாமல் தடுக்கும் இந்த இடத்துல எல்லாமே ஏன்னா நம்ம அன்றாட செய்யக்கூடிய பணிகளை எல்லாமே நம்ம செஞ்சிட்ருப்போம் வீட்டில் செஞ்சு வச்சுருப்பீங்க அது வேஸ்ட் பண்ணி நம்ம கீழையும் போட முடியாது ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே எல்லார் வீட்லையும் நிறையா வீட்டில் வந்து இந்த கௌரி விரதம் நீங்கள் கண்டிப்பாக மேற்கொண்டிருப்பீங்க இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு நான் சொல்லிடுறேன் அதனால் இதெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுனா தர்ப்ப அதை எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா நான் எல்லா இதுக்கும் போட்டிருக்கேன் அதாவது சாமி ரூம்லேருந்து எல்லா இடத்துலையுமே தர்ப்புல் வச்சுருக்கேன் அருகம்புல் கிடச்சாலும் நீங்கள் அரு கூட வைக்கலாம் நீங்கள் கலசத்துக்குள்ளேயும் நான் ஒன்று போட்டிருக்கேன் ஏன்னா மூணு நாள் கழித்து தான் அந்த கலசம் எடுப்பேன் அதனால் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள ஜீவன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியா கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்